ி கண்டால் ஜம பாவம் தீருமே ஹாஜா மைன தீன என்னும் எங்கள் ஞான தீபமே சங்கை மிகும் அஜிநீர் வாழும் வள்ளல்வாருமே உங்கள் வருகை தந்து ஏழை மூக வாட்டந்தீரும் Then I play it after all that. கள்ள உள்ளம் ஐயா கருணை பிறகுமாயிறு கைகுவித்து மெய் மறந்தேன் உமது தேட்டமா najjama khaja fer parun pura யும் சிவந்த நிரமும் சிந்தை குதிரவே ஜிஸ்தி சிறகதரும் கருகூடையும் கண்டு மகிழவே சடடயும் சிவந்த நிரமும் சிரப்பி குதிரவே வாஸ்தி சிறகதரும் உடம்பு சில கிரே காலி பாலைதாசன் முகம்மது என் உடம்பு சில that's a a <laughs> Oh